அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹில் கலைச்செல்வி பேசுகிறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசியங்கள் என்னென்ன அவங்களோட வாழ்க்கையின் ரகசியம் என்ன பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்திக்கிறாங்க என்ன கரும பதிவு பெற்றிருக்காங்க அப்படின்றதுக்கான டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இப்போ கார்த்திகை நட்சத்திரம் வந்து முதல் பாதம் வந்து மேஷ ராசியில் விழுது இரண்டு மூன்று நான்காம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருதுங்க இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதின்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இப்போ பொதுவாக இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுமை திறமை ஆளுமை திறமை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஈகோவும் அவங்களுக்கு இருக்கும் எப்போது ஒரு கிரேடில் தான் இருப்பாங்க அவங்க ஒரு பொஷிஷனில் இருப்பாங்க ஒரு கிரேட்டில் இருப்பாங்க அவங்க சொன்னால் கண்டிப்பாக அது பலிதமாகும் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் வேகமாக இருக்கும் விவேகமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி டாமினேஷன் கேரக்டரும் இருப்பாங்க அடுத்தது இவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து இந்த ராசி சந்திரன் போய் உட்காந்தால் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பின்னாடி வந்து லக்ன புள்ளியில் கார்த்திகை வந்தால் எப்படி இருக்கும் லக்னாதிபதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க வேகம் விவேகம்னு நான் சொல்லிட்டேங்க அறிவாளியாக இருப்பாங்க புத்திசாலித்தனமும் அதிகம் இருக்கும் புத்தி கூர்மையும் அதிகம் எந்த விஷயமா இருந்தாலும் டேலண்ட்டாக செய்வாங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா பின்னோக்கி வரமாட்டாங்க அது மேஷராசியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து பின்னோக்கி வரமாட்டாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அது செவ்வாயோட வீ வீடாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கன்னி சாபம் இருக்குங்க கண்ணியோட சாபம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது அதே மாதிரி வந்து உங்களுக்கு அசட்டு சொத்துக்கள் வந்து அதிகமாக சேரும் ஆனால் சொத்து தகராறு இருக்கும் சொத்து வந்து பிரச்சனையோடு தான் அவங்களுக்கு வருமே தவிர ஒரு சுமூகமான ஒரு நிலைமையில் வராது அதாவது பூர்வீக சொத்து நான் சொல்கிறேன் அவங்க சுயமாக சம்பாதிக்கிற சொத்து கண்டிப்பாக வந்து நிலையாக நிற்கும் அது பயப்பட தேவையில்லை முன்னோர்களுடைய சொத்து இல்லை பெரியவங்களுடைய சொத்து இவங்களுக்கு வருது அப்படின்னா பிரச்சனைகளோடைய தான் வரும் இவங்களுக்கு அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இவங்களுக்கு திருமணம் நடக்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகி நடக்குமே தவிர சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இவங்களுடைய லக்ன புள்ளி கரெக்டாக இருந்து இவங்க ராசிநாதன்னால் கார்த்திகையில் உட்காந்துருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரம் திருமணம் நடந்துடும் ஆனால் லக்ன புள்ளியோ இல்லை லக்னாதிபதியோ கார்த்திகையில் உட்காந்தா மேரேஜ் வந்து கண்டிப்பாக டிலே ஆகும் ஏன்னா முன் ஜென்மத்தில் பண்ண கர்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா திருமணம் வந்து நிறுத்துறது திருமண காரியங்களை தடை செய்கிறது இதெல்லாம் முட்சென்மத்தில் வந்து முட்பிறவியில் வந்து செய்யக்கூடிய பாவங்கள் வந்து இவங்க செஞ்சுருப்பாங்க புண்ணியம் நிறைய செஞ்சிருப்பாங்க புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து இருக்கிற பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹைலி பொசிஷனில் தான் இருப்பாங்க இவங்க அதாவது இவங்க போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம் மில்ட்ரி மேனாக இருக்கலாம் பாலிடிக்ஸில் இருக்கலாம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் லைனில் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இபியில் ஒர்க் பண்ணலாம் ஆர்மியில் இருக்கலாம் இந்த மாதிரி வந்து சிவில் இன்ஜினியராக இருப்பாங்க அதே வந்து மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா டிரைவராக இருப்பாங்க நேவியில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரிஷியனாக இருப்பாங்க பில்டிங் வாங்கி கட்டுறவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி பீப்புளெலாம் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த கர்ம பதிவில் இதெல்லாம் வந்து சேருது அதில் இவங்களுடைய அண்ணனோ தம்பியோ வந்து எந்த விதமான ஒரு புரோஜனமும் இருக்காது இவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் பாருங்கள் அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க இவங்க தான் உதவி செய்வாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தான் உதவி செய்வாங்க தவிர அவங்கக்கிட்ட இருந்து உதவி வந்து கிடைக்காது அதே மாதிரி மன வாழ்க்கை வந்து சரியாக அமையாது இவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழாம் இடம் நம்ம பார்க்கணும் ஏழாம் இடம் வந்து கலத்திரஸ்தானம் வீக்காக இருந்தாலோ இதே இதே மாதிரி லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ கார்த்திகையில் உட்காந்த மன வாழ்க்கை சரியாக அமையாத அவங்ககிட்ட இருந்து எது எதிர்பார்ப்பும் கூடாது எந்த விதமான எதிர்பார்ப்பும் வந்து இவங்க வைக்கக்கூடாது அதே மாதிரி பிரதர்ஸ்கிட்டையும் சரி சிஸ்டர்ஸ் கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாம தான் இவங்க செய்யணும் ஏன்னா முன்ஜென்மத்தோட கர்மவினை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால ரிலேட்டடாக இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது சிறந்தது அதாவது குடும்பத்தில் சொல்கிறேன் மற்றபடி வந்து வெளியே வந்து ஆளுமை திறமை அதிகமாக இருக்கும் பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பலிதமாகும் மற்றவங்களுக்கு அதனால் நல்ல விஷயங்கள் வந்து நீங்கள் பேசுகிறது நல்ல நல்லது கொடுக்கும் கார்த்த நட்சத்திர பிறந்தவங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அதுவும் இல்லாமல் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா காவல் தெய்வத்தோட பூர்ண அனுகிரகம் வந்து கண்டிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முழுமையாக இருக்குன்னே சொல்லலாங்க அதனால் இவங்களுக்கு திருமண தடையாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உடனே நீங்கள் காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணினீங்கன்னா அந்த விஷயம் சுமூகமாக முடியும் சீக்கிரமாக முடியும் நல்ல விதமாக முடியும் அதனால காவல் தெய்வம் வழிபாடு வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதாவது மதுர வீரன் மாசாணி அம்மன் முனியப்ப சாமி இந்த மாதிரி சாமிகளை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி லக்ன புள்ளி கார்த்திகைல உட்கார்ந்தாலும் சரி லக்னாதிபதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி ஏன்னா கண்ணியோட சாபம் இருக்கிறதுனால திருமணம் வந்து லேட் ஆகும் சப்த மாதாக்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறப்பு சப்த வந்து சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்க அதனால் கோயிலில் வந்து நீங்கள் சப்த கண்ணிகளை கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு உண்டான மிருகன்னு பார்த்தீங்கன்னா ஆடு ஆட்டுக்கு வந்து ஏதாவது தீவனம் கொடுக்கறது அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்திமரம் அத்திமரத்தை வந்து ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் வளர்த்திட்டு வந்தீங்கன்னா மரத்தை வந்து கொடு கொடுக்குறீங்க மரத்தை நட்டு வச்சு அதை வளர்ப்புக்கு உண்டான விஷயத்த வந்து செஞ்சிட்டு வரும்போது அது வளர வளர உங்களோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பக்ஷி வந்து உங்களுக்கு மயில் அடிக்கடி ஃபாரஸ்ட்டுக்கு போகிறது இல்லை மயிலை வந்து நேச்சுராக பார்க்கறது அந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி வந்து மயிலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணிக்கோங்க யூடியூபில் கூட நிறையா இருக்குது மயில் நீங்கள் பார்க்கலாம் அது உங்களுக்கு அது கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்க்குலுக்கு பார்க்குக்கு போகிறது இந்த மாதிரி மயில் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு எதாவது நீங்கள் ஃபுட்டு கொடுக்கறதா இருந்தீங்கனாலும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஆஹ் வந்துருவீங்க அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போதே சூரிய திசையில தான் நீங்க பிறப்பீங்க முதல்ல ஆறு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆகாது அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் வந்து உஷ்ணத்தை கொடுக்கும் வயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் எரிச்சல் இருக்கும் ஏதாவது கொஞ்சம் காரமாக சாப்பிட்டாவே உங்களுக்கு வயிறு எரிச்சல் இருக்கும் அதாவது நீங்க வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி வரும் ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு அதிபதி அதனால சொல்கிறேன் நீங்கள் பிறக்கும் போதே வந்து ஆறு வயசு வரைக்கும் கிருத் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக முதல் ஆறு வருஷம் வந்து உங்களுக்கு சூரிய திசை அடுத்து பத்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பத்தாவது வருஷம் பத்து வருஷம் வந்து சந்திர திசை வருது சந்திர திசை வந்து உங்களுக்கு நல்ல திசை அதே மாதிரி நீங்கள் மேஷ லக்கணமாக இருந்து சந்திரதிசை வருது ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறப்பு நாலுக்குடி சுகஸ்தானாதிபதி திசை நடக்கிறனா உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அதாவது பதினாறு வயசுக்குள்ளேயே உங்களோட குடும்பத்தில் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க அதாவது அப்பா அம்மாக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் வண்டி வீடு வாகன யோகங்கள் கொடுக்கும் உங்கள் மூலியமாக வந்து பணவரவு உண்டாகும் சிறு வயசுலயே வந்து நீங்கள் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதினாறு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஏழு வருஷம் பதினாறு வயசுல இருந்து ஏழு வருஷம் வருஷம் வரைக்கும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய திசை நடக்குது அதாவது மேஷ ராசி மேஷ லக்கணமா இருந்தால் லக்னாதிபதி திசையும் வருது ஒருவேளை நீங்க ரிஷப லக்கணமா இருந்து மேஷ ராசியா இருக்கீங்க இல்ல ரிஷப லக்கணம் ஆசியாவே இருக்கீங்கன்னா பன்னெண்டு கூடிய திசை அதாவது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பன்னெண்டுக்குடிய திசை தான் நம்ம சொல்லுவோம் அதாவது ரிஷபத்துக்கு பன்னெண்டு விரயஸ்தானாதிபதி திசை நடக்கிறது விரைகள் வீடு கட்டுறது ரொம்ப அது ஏழாம் இட கலத்திரஸ்தானாதிபதி திசை நடக்கிறதுனால இந்த இருபத்தி மூணு வயசுக்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் நடந்துரும் அதாவது பதினாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர திசை பதினாறு வயசுக்கு மேல அதாவது அந்த பதினாறு வயசுக்குள்ளேயே உங்களுக்கு சின்ன வயசுலேயே காதல் ஏற்படுறது தோல்வி ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும் இருபத்தி வயசு அதாவது டுவெண்ட்டி வந்து நீங்கள் கிடக்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் முடிக்கணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து திருமண தடைன்றது இயல்பாகவே இருக்குது அந்த பிரச்சனைகள் வந்து உங்கள் ஜனடகால ஜாதகத்தில் இல்லை ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை எந்த கிரகமும் பார்க்கல சுபர்கள் தான் பார்வை இருக்குது நல்ல சாரம் வாங்கியிருக்கு ஏழு கூட இவன் வந்து நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது இல்லைனா கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராக திசையில் திருமணமாகிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் திருமணமானால் டைவர்ஸ் தான் ஆகும் அதுவும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா மன ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இருபத்தி மூணு வயசுலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகுதசைக்குள்ளே வரீங்க குழந்தையில் வரது வேற பின்னாடி வயசான காலத்தில் வரது வேறு நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த டீனேஜ் வயசுலேயே உங்களுக்கு வந்து அந்த ராகு திசை வருது கரும பதிவு ஏற்படுது அதாவது கருமா ராகு திசை கேது திசை சனி திசை இதில் ராக திசை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் பதினெட்டு வருஷம் வரலாம் இருந்ததுன்னா நாற்பத்தி வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதாவது நல்ல மேன்மைக்கு நல்லா சம்பாதிக்கிறது நல்ல ஒரு பொஷிஷனுக்கு வர்றது இதெல்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது மன வாழ்க்கை பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை இது கண்டிப்பாக வரும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல் ஆரோக்கியம் குறைவு இதெல்லாம் வந்து இந்த ராக ஏற்படும் அதனால் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நாற்பது வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் ஆஹ் வந்து ராகதசை முடிஞ்சு குருதசை வந்துருது அதாவது குருதசை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்க குருதசை அதனால பதினாறு வருஷமும் உங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாம் மேஷல கணக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடி பாகிஸ்தான் அதிபதி தசையும் வரதுனால அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் ஐம்பத்தி வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது குரு தசையில வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பார் குரு குரு குரு வழிபாடு அதாவது சித்தர்கள் வழிபாடு ஞானிகள் ரிஷிகளோட வழிபாடு சாய்பாபா வழிபாடு இதெல்லாம் வந்து அதிகப்படியாக நீங்கள் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸ்பிரிச்சுவலை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் நீங்கள் வந்து கோயில்களுக்கு அதிகமாக பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற சித்தர்களை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சில ஞானிகளையும் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அது மாதிரி நீங்கள் வந்து அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் அந்த நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதற்கு சில டைமில் நீங்கள் நம்ப மாட்டிங்க இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை கடவுளெல்லாம் கிடையாது அப்படின்னு ஆனால் நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அனுபவிக்கிறோம் என்ன ஏதுன்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும் ஒரு கொஷின் மார்க் இருக்குது நான் யார் எதுக்கு பிறந்தேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு உண்டான விடைகள் வந்து இந்த குரு திசையில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பதினாறு வருஷம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய இதில் பெரிய பெரிய தசையை நோக்கி தான் நீங்கள் வரீங்க அதாவது சின்ன வயசுலருந்து இருபத்தி மூணு வயசுக்கு மேலே இருந்தே நீங்கள் பெரிய பெரிய திசை நோக்கி தான் வரீங்க ஃபஸ்ட்டு பதினெட்டு வருஷம் வந்து ராகுதசை அடுத்தது குரு தசை பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் சனி தசை பத்தொம்போது வருஷம் ஐம்பத்தேழு வயசுல தான் உங்களுக்கு சனி தசையே வருது ஐம்பத்தேழு வயசுலேருந்து பெரிய லாங்கானா ஒரு தசை வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க அடுத்த எழுவத்தி ஆறு வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை தான் நீங்க கடக்க போறீங்க சனி திசை கர்ம பணி கொண்டதுதான் உங்களுக்கு சனி திசை சனி திசைன்னா கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்க லக்னத்துக்கு உண்டான விஷயங்கள் மாறுபடும் அதாவது நீங்க என்ன லக்னமா இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இருந்தாலுமே கோர்ட்டு கேசு பிரச்சனை வம்பு வழக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வரும் திருட்டு போகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி திசையில் ஹெல்த் ப்ராப்ளம் அதுவும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் நல்லா முன்னேறி வருவீங்க உங்களுடைய போல்ட்னஸ் உங்களுடைய துணிச்சல் உங்கள் தன்னம்பிக்கை ஆளுமை திறமை இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ர்டினரின்னு சொல்லலாம் என்ன தலைகணம் இருக்கக்கூடாது உங்ககிட்ட வந்து டாமினேஷன் கேரக்டர் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்திறமையும் இருக்கு ஆனா எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறீங்க அதை எக்ஸ்போஸ் வந்து கொஞ்சம் பண்ணக்கூடாது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அது ஒன்று தான் நான் வந்து சொல்கிறேன் மன வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு பாதிப்பு தான் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் உங்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டே அம்மா அப்பா கிட்டே எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்ல விஷயங்கள் என்ன நீங்கள் தான் உங்கள் உழைப்பை தான் நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் தான் பிரச்சனை பண்ண நீங்கள் தான் பேசுகிற மாதிரி தெரியும் அந்த இடத்துல நீங்கள் தான் எஃபோர்ட் போடுறீங்க நீங்கள் தான் உழைப்பீங்க நீங்கள் தான் கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்க ஆனால் நீங்கள் தான் அந்த விஷயத்த பேசவும் செய்யணும் அது உண்மை தான் ஆனால் வந்து அவங்க அது தவறுன்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் அதிகம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கண மாதிரி ஒதுக்கிடுவாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாருமே நம்மளுக்கு தேவைதான் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது லக்ன லக்ன புள்ளியில் கார்த்திகை நட்சத்திரம் இருந்தாலும் சரி லக்னாதிபதியில் கார்த்திகை நட்சத்திரம் உட்காந்துனும் சரி மேரேஜ் ஆகிறது டிலே ஆகும் அந்த மேரேஜ் ஆகிறது டிலே ஆகிறது தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாலை வழிபாடு பண்ணணும் அதாவது பெருமாள் கோயிலில் உள்ள ஆண்டாள் இருக்குது இல்லைங்களா அந்த ஆண்டாள் வழிபாடு நீங்கள் செய்யணும் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் குங்குமம் அர்ச்சனை பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு மேரேஜ் வந்து சீக்கிரமாக நடக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து உங்கள் குலதெய்வ வழிபாடு விடக்கூடாது உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் குலதெய்வம் இல்லாதவங்க ராமேஸ்வரத்தில் உள்ள சிவனை போய் வழிபாடு பண்ணலாம் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்ய செய்ய உங்களுடைய பிரச்சனைகள் வந்து குறையும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க அது உறுதி ஏன்னா ஆளுமை திறமை உங்கள்கிட்ட இருக்குது மிகப்பெரிய ஆளாக இருப்பீங்க நீங்கள் பொலிட்டிக்கல் லைனில் அதே மாதிரி உங்கள் போலீஸ் அதிகாரியாகவும் இருப்பீங்க மில்ட்ரி மேனாகவும் இருப்பீங்க இந்த மாதிரி லைனில் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பாக இருப்பீங்க அதே மாதிரி டாக்டர்ஸாகவும் இருப்பீங்க டாக்டர்ஸாகவும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது அது வந்து அந்த வீட்டில் நர்ஸாகவும் இருக்கலாம் டாக்டர்ஸாகவும் இருக்கலாம் ஏன்னா நோய் வந்து தீக்கிறதே வந்து செவ்வாய் தானுங்களே அந்த செவ்வாயோட சாரம் கார்த்திகை நட்சத்திரம் பெற்றுருக்கு அதனால தான் வந்து உங்களுக்கு டாக்டர்ஸாகவும் இருப்பீங்க சித்தாவாகவும் இருக்கலாம் ஹோமியோ இருக்கலாம் ஹலோபதியாக இருக்கலாம் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை தான் பாதிப்புங்க அது ஒன்று சரிப்படுத்திட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்கும் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜி ஹீலிங் திருப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்